உங்களுக்கு எந்த வித தவறும் கிடையாது புரியவில்லை உங்களுக்கு இந்த ஆசை சரி இப்ப இந்த பேராசை சரி எந்த பேராசை நான் அமெரிக்க அதிபர் சரி எப்ப சரி அப்படின்னா அடைஞ்சு தீர்வு என்ன இருக்குறாங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க புரியுதா புரியலையா முத்தையா பாண்டிச்சூர்லந்து <laughs> <laughs> நல்ல குழந்தைகள் பெத்துக்கணும் நல்ல ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சில சில ஆசைகள் இருக்கும் எந்த மொட்டா போய் எந்த கேனை போய் ஆசையை படக்கூடாதுங்க முத்தர்னு திரும்பிடாரு யார் என் திரும்பி போறாரு அவரும் வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லிட்டு போனாரு ஆசைகள் படுவதில் எந்தவித தவறும் கிடையாது ஏன் புரியவில்லை உங்களுக்குலாமா ப்ரூவ் பண்ணலாமா வேணாமா காலையில வந்தீங்க சரி நைட் எட்டு மணிக்கு இங்கிருந்து கிளம்பணும் ஆமாவா இல்லையா கிளம்பணும் எப்படி கிளம்புவீங்க வழியிருக்கா உங்களோட ஆசை இல்லாம நான் கிளம்பி போக முடியும் நினைக்கிறீங்களா அப்போ ஆசை என்பது மூலதனம் என் சார் ஆசை தவறு அப்படின்னா இந்த ஆசையும் தப்பு தானே போ நினைக்காம இங்கிருந்து போக முடியாதா அதுக்கு நீங்க ஆசை போடக்கூடாது எப்பர நீ சொல்லு புத்தரை திருப்பி கேள்வி எப்படின்னு கேட்கக்கூடாதா புத்தர் ஆசையை தவறு என்று சொல்லவில்லை பேராசைகளைத்தான் தவறு என்று சொன்னார் ஏதாவது பேராசைனா அடையவே முடியாதாங்க அப்படின்னு கேட்டா அப்படிதான் கிடையாது அடையலாம் ஓ எனக்கு யாராவது ஒரு பெரிய காசியான ஒரு ஐபோன் கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை கிடையாது உலராசிக்கு மேலதா வார்த்தை இருக்கான்னு பாக்கணும் சரி அப்ப அடைய முடியாது நல்ல கவனிக்க மெயினான மேட்டர் இது இந்த ஆசை தவறு எப்ப தவறு முக்திக்கு இந்த ஆசை சரி இந்த பேராசை சரி எந்த பேராசை நான் அமெரிக்க அதிபர் ஆகணும் தீர்வு என்ன இருக்குறது சரி அதை இந்த தாயத்தை கட்டிட்டு நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுவாட்டுக்கு எதுக்கு போறீங்க என்ன ஆசையா இருக்கு உங்களுக்கு சரி இது எப்படி நடக்கும் சொல்ல மாட்டா சீக்கிரம் எப்படினு சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க எனக்கு இப்போ ஆசை வந்துருச்சு என்ன ஆசை வருது அமெரிக்க அதிபர் அதிபரை ஆபரவம் ஆவான சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ணுவான் இந்த ஆசையோடய வச்சுக்கோ பிரதமர் அதிபர் ஆக ஆகிறோன்னு இந்த ஆசை இருக்குல்ல அது கழிவு கிடையாது இந்த ஆசையிலும் தருமாக்காத அடுத்த ஜென்ம அமெரிக்கால பிறப்பா அவன் அமெரிக்கால பிறந்த அது எங்க அவரோட இன்டென்ஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அவரோட உத்வேகம் ஸ்ட்ராங்கா இருக்கு அதை அடைஞ்சே தீரணுன்ற பெரியோரான அமெரிக்கா மறுபடிய இங்க மறுபடியும் அமெரிக்கா நல்லா வெடிவண்ட ஒரு ஆளா இருக்கான் அமெரிக்கா என்ன நடக்கும் அங்க பிறந்ததுக்கு அப்புறமா அவனை சுற்றி உள்ள எல்லா ஆட்களும் எல்லா பொருட்களும் அவன் அதிபர் சப்போர்ட் பண்ணும் எப்படி பண்ணல கேக்குறேன் அதான் இரவோட வேலை எதை விரும்புகிறியோ அதை நான் கொடுப்பேன்டா அவ்வளவுதான் முடிஞ்சு ஏன்னா மாயிதானு மொத்தமா அமெரிக்கா தூரம் மாயைதான் பில்டிங்கும் மாயதான் பஞ்ச பீதங்களும் மாயதான் எல்லாமே மாயதான் மாயை உருவாக்குனது யாரு இரவு உருவாக்கியிருக்கான் ஏன் உருவாக்கியிருக்கான் அப்பதான் பொய்யன்னு புரியுது அதுதான் உருவாக்கியிருக்கான் பாக்குறதுமே பொய்யில் எப்ப புரிஞ்சுக்க போறீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் எப்பயும் நிரந்தரமா இருக்கணும் எப்படி லிபரேட்டமா இருக்கணும் நான் ஒருத்தமா தான் இங்க வர அப்படி கரையா வராங்கிறாங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க புரியுது புரியலையா அப்போ அந்த அமெரிக்க அதிபரும் அமெரிக்க அதிபரும் ஆயிடுவீங்க ஆனதுக்கு அப்புறம் என்னோட இதுலயும் திருப்தியே வரமாட்டேங்குதுன்னு ஆளும் மேல இருந்து என்ன ஆர்டர் போடுறானோ அதான் நடக்கு நீங்க பாக்குற செய்தியில பாக்குறவங்களா உண்மையின் வேற நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளுந்து அனுதாபங்களும் எதை காட்டணும்னு நினைக்கிறானே அதான் காட்டுவான் எதை காட்டணும் நினைக்க மாட்டேன் மாட்டான் கிளியர் ஒருத்தன் ஜ இருக்கான் அப்படின்றது தெரியாம லாக் பண்ணி வைக்கிறது மாபெரும் சிறந்த தத்துவம் தத்துவ விளக்கம் என்ன தெரியுமா தெரியுமா தெரியாதா அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான் தெரியாம டிசைன் டிசைனா கலர் கலரா அவன பிஸியாவே வச்சிருக்கணும் அப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கீங்கன்னு அதான் நடந்துட்டு இருக்கு மனித வாழ்க்கையில் சிக்கிட்டீங்க பொண்ணு அழகா தெரியுது பொருள் அழகா தெரியுது வாய்ப்பு அழகா தெரியுது எல்லாம் பெருசு பெருசா தெரியுது சாப்டா டேஸ்டா இருக்கு ஏன் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு மறுபடியும் மறுபடியும் அதுக்காக ஓடுறீங்க ஆனா ஒரு காலகட்டத்தையும் உயிர் போயிருது எதுல உங்க ஆசை அந்த ஆசைக்காவது அடுத்த பிறகு எடுப்பீங்க கிளியரா இருக்கா இல்லையா இது கிளியரா இருக்கா இல்லையா எது உங்களது ஆசை அந்த ஆசை அந்த அரிசி எதுல முடியுதோ அதுல இருந்து பிறப்பான் இது எப்படின்னா முன்னாடி சின்னத்தில் ஒரு தண்ணியில விழுந்து தவித்து செத்துருக்கான் அடுத்த சின்னத்தில் அவனுக்கு தண்ணியை பார்த்தாவே பயமா இருக்கும் ஏன்னா அந்த பதிவு நல்ல ஆழமா அவனோட மனசில் போய் பதிஞ்சிருக்கும் ஒருத்தனுட நெரு பார்த்தா பாரு நெருப்பு ரீதியாக ஏதாவது விபத்துக்குள்ளா இருப்பாங்க பியூர் சயின்ஸ் அப்போ நான் பேசுறது ஆனால் சயின்ஸுன்னு நீங்க நினைக்கிறீங்களே அதெல்லாம் உண்மையான சயின்ஸ் உண்மையான சயின்ஸ் மெய்ஞானத்தெல்லாம் கடன்ப சயின்ஸ் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆசைகளை அடங்கிப்பதற்காக ஏகப்பட்ட பிறகு எடுப்பீங்க ஏன் உயிர் பொருளுக்கு எதை அடைய வேண்டுமோ அந்த உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது நினைக்கிறீங்களா நீங்க அறக்கட்டளை அறக்கட்டளினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள் துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரும் அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணி